மாது மையப் பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வில் செய்துக்கு உங்களை வரவேற்கிறோம் ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தம் வலிமை அறியும் தூண்டும் வார்த்தை இது உங்களுக்காக வெல்கம் டு டிசம்பர் மந்த் டிசம்பர் மாதத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பகதுல பார்த்து சொல்லுங்க வெல்கம் டுசம்பர் மந்த் அப்படின்னு சொல்லுங்க ஒவ்வொரு மாதமும் தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு ஒரு வாக்குதத்தின் கொடுத்த தீம் கொடுத்திருக்கிறார் அந்த தீமை இந்த மாதம் முழுவதும் நம்முடைய சண்டை டிவோஷனில் படித்து வாழ்வினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் அதை பயிற்சி செய்கிற பிள்ளைகளை நான் பார்க்கும் பொழுது மிகவும் ஆண்டவரை நான் சுத்திருக்கிறேன் பிகாஸ் அது உங்களுடைய பர்ஸ்னல் ப்ரொஃபஷனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு அநேகர் அந்த ஆசிர்வாதத்தை சொல்வதை கேட்கும் பொழுது சாட்சியாக சொல்வதை கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது பர்ஸ்னலாக எனக்கு இந்த எக்ஸசைஸ் ஆண்டவர் எனக்கு இந்த முறையை கொடுத்த பொழுது எனக்கு கேள்வி இருந்தது எப்படி ஒரு வசனத்தை வைத்து நான்கு வாரம்னு அதே இதுவா பேச முடியுமா அப்படின்னு நினைங்க நான்கு வாரம் இல்ல ஐம்பத்தி ரெண்டு வாரம் கூட பேசலாம் ஆண்டு நிரூபித்து இருக்கிற ஆண்டுடைய வசனம் தோண்ட தோண்ட பொக்கிஷத்தை போல நீங்க அல்ல அல்லா கொடுத்துட்டே இருக்கும் நீங்க தகிட்டாத தேனை போல இருக்கும் தோண்ட தோண்ட வருகிற பொக்கிஷம் போல இருக்கும் சாப்டாப்ட குறையாத அமுத சுரபி மாதிரி தாகம் எடுக்காத ஒரு பானம் உள்ளதாக இருக்கிறது இந்த மாதத்தில் கூட Do a celebration. Amen. Alleluia. Clap your hands. Receive it. Say Amen. Amen. Amen. Alleluia. Some of you can jump out of your place and accept the word of God. Alleluia. Are you there with me? Yes. If you are watching a goal in the football, you can celebrate a goal. அங்க கோட்டுவா விட்டுறதுக்கெல்லாம் ஆட்கள் கிடையாது மேலானது அந்த கூடுகியாக தாம இருக்க வேண்டும் coming to you accept that with a celebration amediya abdi ikre or culture nam ing uruvakle we are geared to celebrate the word of god hallelujah come on everyone celebrate the word of god come on give the lord give the give the lord a mighty hand everyone come on keep celebrating keep celebrating amen hallelujah so in the madham nam enna madham ena pragathana padithirukrom word of jesus MONTH OF JESUS NAME, ஆின் நாமத்தை கொண்டாடுகிற மாதமாக வைத்திருக்கிறோம் ஏசுவின் நாமத்தின் மாதம் MONTH OF JESUS NAME, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களை வாசிப்போம் இங்கிலீஷ்லையும் வாசிங்க மேலான நாமத்தை அவருக்கு என்ன பண்ண இங்கிலீஷ் யார் வாசிக்கிறார் And given Him a name which is above every name, hmm. that as the name of Jesus, every knee should grow hmm. of things in heaven and things in the earth and the things under the earth. Amen! This verse is one of the verses that you have done this verse. Do you all know the verses that you have done this verse? நம்ம எல்லாரும் சேர்ந்து நீங்க இதுல இருக்க ரகசியங்களையும் நம்ம விளங்கிக் கொள்ள போகிறோம் எல்லாரும் உங்களோட பைபிள கையில் மேல எடுத்துக்கொள்ளுங்க எடுத்துக்கொண்டு இங்கிலீஷ்ல வாசிக்கிறவங்க தமிழ்ல வாசி எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிங்க பார்க்கலாம் ஒன்பது பத்து வசனங்களே வாசிப்போம் பகுதிகளை நான் உங்களுக்கு சொல்லி இந்த நாள்ல நாம் என்ன கேட்க போறோம் என்ன செய்தியை கேட்க போகிறோம் என்பதை சொல்லி நான் உங்களை கத்துடைய வசனத்துக்குள்ளாக கொண்டு போக விரும்புகிறேன் முதலாவது தேவன் அவரை என்ன பண்ணினாரா உயர்த்தினார் என்ன மேலாக உயர்த்தினார் இரண்டாவது அவருடைய பூமியின் the earth are bound to worship the name of Jesus. Amen. மூன்றாவது பிதாவுக்கு நிகரான மகிமையே கர்த்தின்னு மகிமையே 예수 கிறிஸ்துவுக்கு வழங்கப்பட்டது அந்த நாமத்திற்கு வழங்கப்பட்டது. அது என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய உலகத்திலே கிறிஸ்து உலகத்திலே இன்னும் சரியாக விளங்கி கொள்ளாத சில காரியங்களை வரும் நாட்களில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். நான்காவதாக தேவன் அவருக்கு என்ன கொடுத்தாரா எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தந்தார் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிற காரியம் இந்த நாமத்தை குறித்து தான் உங்களோடு கூட நான் பேச போகிறேன் ஆனால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய இந்த வரும் நாட்கள்ல நம்ம என்னென்ன பேச போகிறோம் சுவாரஸ்யமான காரியங்களை பாருங்க தேவன் எப்படி அவரை உயர்த்தினார் அவர் ஏன் எங்கெங்க நிகராக கத்தர் என்று அறிக்கை பண்ணும்படியாக அவருக்கு மகிமை கொடுக்கப்பட்டது எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அவருக்கு வழங்கப்பட்டது என்னது எல்லாத்திலும் கேட்கப்படுகிறது யாராவது பார்த்திருக்கீங்களா பெயர் எல்லாருக்கும் பேர் இருக்கு இந்த பூமியில எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ணப்படுகிறது சில பெயர்கள் எப்படி இருக்கும் ஈஸியா இருக்கும் கூப்பிடுறதுக்கு ஜான் ரொம்ப ஈஸியா இருக்குதா ஆமா ஈஸி ப்ரொனன்சியேஷன் ரொம்ப காமன் ஆயிடுச்சு இருக்கு அழக பேர் வைக்கிறதுக்கு இருப்பாங்க எப்படி எக்ஸாம்பிள் சொல்லுங்க தமிழ்ச்செல்வன் திருநிறை செல்வன் some names are very beautiful டு ரைமிங்கா இருக்கும் ஓ மை காட் சில நேம்ஸ் கேட்கும்போது என்ன சொல்றது some of the names இப்ப ரீசன்ட்டா வெஸ்டர்ன் वर्ल्डல நடக்கிற நேம்ஸ்லாம் பாக்கும்போது நான் சொல்லுது ஆச்சரியப்பட்டிருக்கேன் ரைட் காண்யா பெஸ்ட் அவரோட லாஸ்ட் பேர் வந்து பெஸ்ட் அவங்க பொண்ணுக்கு அவங்க என்ன பேர் வச்சிருக்காங்க नॉर्थ னு வச்சிருக்காங்க சோ ফুল நேம் அத नॉर्थ வெஸ்ட் ஒரு <laughs> பேருட்ரா <Recent> <laughs> ஒரு தம்பியோட பேர் வாடா கும்பிடும் இன்னும் ஒரு படி போய் தன் மகனுக்கு ஜீரோ பேர் வச்சிருக்கேன் names are there beautiful names are there recent ah na vandhu koyambattur la oru oru person kekkradhukaga na call panna appo naan alfred benjamin pesuren appdin solmna inadhi axis bank la nindhu pesreengla sila peru vaayila nodiyad beautiful name ellarum end office la seri oru sila illana உங்கள் பேர் ஆல்ஃபரட் பெஞ்சமின் இருக்கு வீட்டில் இங்கிலீஷ் தான் பேசுறீங்களோ இந்த கலரை பார்த்து கூட கேட்குறாங்க அப்படி ஆனால் என் பேரு ஏன் வச்சாங்கன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க நான் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு பிறந்தேன் அன்றைக்கு ஒரு பாஸ்டரை எங்களை விசிட் பண்ணிருக்காங்க அவருடைய பேரு ஆல்ஃபர்ட் பென்ஜமின் அதனால என் பேர் ஆல்ஃபர்ட் பெஞ்சமின் வச்சிட்டாங்க பெக்கு சாக எங்க பிறந்ததுனால அவர் என்ன வச்சிருக்காங்க ஜப நாயகம் ஜபத்தின் நாயகம் நாலு மணிக்கு சில நேம்ஸ் <laughs> <paselerat> <in> <potkeys> நேம்ஸ் நிலைத்து நிற்கிற பெயர் என்ன பேரு அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் வெரி குட் வெரி குட் எக்ஸாம்பிள் சொல்லுங்க வீரப்பன் குட் என் நிலைத்து நிற்கிற பேரு ஏதோ ஒரு விதத்தில் நிலைத்து நிற்கிற பேருக்கு ஒரு பெரிய நெப்போலியன் கேள்விப்பட்டிருக்கீங்களா நெப்போலியன் ஆண்டு காலத்துல குண்டு போயிட்டு வெளியே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க பாதி வழிக்குள்ள போகும்பொழுது இந்த சோல்ஜர் சிரிக்கிறார் சிரிச்சரா சிரிச்ச முகத்தோடு கொஞ்சம் ஆயிடுச்சாம் வலி வேதனையா இருக்கும் இவன் வந்து சிரிக்கிறானே அப்ப அவன் சொன்னா டாக்டர் இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் விட்டு பாருங்க என் எம்பரருடைய பேர் அங்கே இருக்கும் நெப்போலியனுடைய பேர் அங்க இருக்கும் அப்ப எந்த அளவுக்கு அவங்க சிலருடைய பெயர் எவ்வளோ அழகாக இருக்க ஆனா நாமம் மாத்திரம்தான் பூமியிலும் சரி வானத்திலும் சரி பூமிக்கு கீழும் யாவரும் சொல்லக்கூடிய ஒரு மகத்தான மேலான நாமமாக ஆண்டு நமக்கு தந்திருக்கிறார் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் நாமத்தில் சில மிஸ்டரி கண்டுபிடிக்கிற ஒன்று இந்த உலகத்தில் நீங்கியா இருக்கலாம் அட்மினிஸ்டேட்டர் பை ப்ராடக்ட் பட் யூ அண்டர்ஸ்டாண்ட் இந்த வாழ்க்கையினுடைய மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் என்ன ரிசல்ட் என்னன்னா இந்த விளங்கிக் கொள்வது இந்த நாமம் தான் எந்தெந்த நேரத்தில் ஒழிக்கிறது பர்லோகத்தில் பூமியில பூமிக்கு கீழே நான் அடுத்த வாரத்திலே அடுத்த வாரத்தில் அதை பேசும்பொழுது உங்களுக்கு அதை விளக்கி நான் சொல்ல விரும்புகிறேன் பட் have to understand This is, this is what. We celebrate this world in every world. 50, 60, 70, 80, 80, 90, 100, 100, it doesn't matter. But in that time, Jesus Christ is in the name of Christ. He is in the name of Christ. He is in the name of Christ. He is in the name of Christ. Hallelujah. Because, how do you say the name of Jesus Christ? For example, sister. How do you say the name of Aramindu? ஒரு வார தீர்மானிக்கப்பட்டு முன்பாக எப்போ பத்து விஷயம் உலகத் தோட்டத்துக்கு முன்பாகவே ரட்சகர் பிறப்பார் ஏனென்றால் ஏசு என்பதின் பொருள் என்னது எனது செய்வியேசு என்ற நாமம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்புரிக்கப்பட்ட நாமமாக இருக்கிறபடினால எல்லா அந்த வல்லமை இருக்கிறது ரொம்ப ஞானிகளா இருப்பாங்க அவங்க பிள்ளைங்களுக்கு முன் பிறகு முன்பாக கூட stender ikra pera paathirku but generation generation munnadi yaake yaarude peru ipdi pettavanga perapanga ivungal name varum endru yaarala solla mudiyuma no the one name which was recorded alle which was preordained predetermined even before the foundation of the world is the name of jesus hallelujah hallelujah நீங்களும் நானும் கொண்டாடுகிற நாமம் அவ்வளவு பெரிய மகத்துவமும் மகிமையும் பின்னாடி இருக்கிற இந்த ரகசியத்தையும் இந்த நாமத்தின் பேர்ல இருக்கிற அதிகாரத்தையும் இந்த நாமத்தின் பேர்ல இருக்க எல்லா நன்மைகளையும் இந்த நாமத்தின் பேர்ல இருக்கிற எல்லா விதமான சலுகைகளும் பெற்றுக்கொள்வது ஒரு மனிதனாக அல்லது இந்த மனித பிறவியில வாழ்கிற நமக்கு இருக்கிற ஒரு சேலஞ்சாக தான் பார்க்கணும் அதை கண்டுபிடித்தால் பாக்கிசாலைகள் என்று கூட்டத்துக்குள்ள புரியல எத்தனை பாக்கி சாலைகள் இருக்கீங்க முன்பாக வெளிப்பட்டது எப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக மனித வர்க்கத்துக்கு எப்போ விளங்கப்பட்டது தெரியுமா உங்களுக்கு நான் இந்த செய்தி ஏற்கனவே சொல்லிருக்கேன் மறுபடியும் மகன் நான் உங்களுக்கு இந்த ரகசியத்தை சுட்டிக்காட்டி வேதத்தில் இருக்க மகத்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் கொஞ்சம் எப்போ மனிதனுக்கு இந்த நாமம் விளங்க செய்யப்பட்டது குறிப்பாக அதனால சொல்றேன் உலக தோன்றதுக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்ட அந்த நாமத்தை ஆண்டு இந்த உலகம் உண்டானதுல அவர் சிம்பாலிக்கா சில ரகசியங்களாக மிஸ்டிரியஸாக இந்த நாமத்தை விளங்க செய்வதற்காக அவர் பிரயாசப்பட்டு இருக்கிறதுக்கு ஆனால் பிள்ளைகள உங்களுக்கும் எனக்கும் இந்த நாமத்தை ஆண்ட நமக்கு தரித்திருக்கிறார் அதனால்தான் நமக்கு ஒரு பெயர் கொடுக்கிறது என் நாமம் தரிக்கப்பட்ட என்னம் சொல்றாரு ஜனங்கள்ல என்னம் உங்கள் மேலையும் நாமத்தில் இருக்கிற அதிகாரத்தையும் இந்த இயேசுவின் நாமத்தில் இருக்கிறதான அத்தனை பயன்களையும் நாம் விளங்கி கொண்டு அந்த அதிகாரத்தில் நாம் செயல்படுவோம் என்றால் நம்மை போல பாக்கியசாலிகள் இந்த உலகத்தில் வேற யாருமே இருக்க முடியாது தெரியாம <number five> <thousandths> <at> மனித வர்க்கத்திற்கு முதலாவதாக இந்த இயேசுவின் நாமம் வெளிப்பட்டது வெளி மட்டுற்த்தடல வெளிப்பட்டுச்சு என்ன சொன்னார ஏசாயில சொல்லிருக்காரு நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார் நமக்கு ஒரு குமாரன் பாலகன் பிறந்த குமாரன் கொடுக்கப்பட்டார் அவருடைய நாமம் என்னன்னு சொல்லிட்டு ஏசாயத்தை கிறிஸ்டிசன வெடிந்த இயேசுவின் நாமம் உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறிக்கப்பட்ட அந்த நாமத்தை ஆண்டவர் அவ்வப்போது ஒரு பசில் மாதிரி வெளிப்பட்டிருக்கு பார்க்கலாம் ஐஆல் ரெடி ஃபார் இந்த ஜிக்ஸா பஸ்ல அன்ட்ரேபிள் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா இது ஆதியாகவும் ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குமா இல்லையா ஆதியாகவும் ஐந்தாம் அதிகாரத்தில் ஏசு என்ற வார்த்தை கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் கே சிக்கன் கொண்டு போறேன் அதிகாரம் ஆன்லைன்ல இருக்கவங்க இருக்கீங்களா ஐ தே வித் மீன் ஓகே ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் நீங்கள் அவ்வளோ தேடி அவசியம் கிடையாது ஏன்னா ஐந்தாம் அதிகாரத்தில் ஏசுன்ற வேர்டு கிடையாது கண்டிப்பாக ஆனால் நீங்கள் தேடுறத பார்த்தா பைபிள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் திறந்து படிக்கிறது தெரியுது ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய நாமம் ரகசியம் உள்ளதாயும் அதில் அநேக பசல்ஸ் இருக்கிற மாதிரி ஆண்டு வச்சிருந்தேன் first person Genesis 3 உருவாக்கப்பட்டது யாருங்க பார்க்கலாம் ஐந்து மூன்று சேத் அப்ப முதலாவது யார் வந்தது என்ன தெரியுமா கொடுத்தாரு என்ன மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட மனிதன் மனிதன் அல்லது என்ன சொல்றது கல்லிமன் உருவாக்கப்பட்ட மனிதன் மனிதன் மீனிங் தான் சேத்து மீனிங் என்னது அப்பாயிண்ட் சேத்து யாரை பெற்றெடுத்த ஒன்பதாம் வாசிக்கிறீங்களா பெற்ற யாரு சேத்து சேத் வந்து ஏனோசை பெற்று எடுத்தான் மீனிங் என்னது அழிந்து போகிறவன் அல்லது அழியக்கூடியவ இந்த யாரை பெற்றெடுத்த பன்னெண்டாம் அவசரம் வாசிங்க வாசிங்களை பெற்றெடுத்தான் வாசிங்க எந்த வசனம் பன்னிரண்டு வாசிங்க பெற்றான் இந்த என்ன பிளஸ் காட் பிளஸ் மகளையாலையில் என்ன அர்த்தம் பிளஸ் காட் இந்த மகளாயில் யாரை பெற்று எடுத்தாரு யாரு யாரு எத்தனை வசனம் பதினைந்த பெற்றான் வந்து என்ன அர்த்தம் மீனிங் என்ன கம் டவுன் கம் டவுன் அவர் கீழே வருவார் இறங்கி வருவார் யாரை யாரை பெற்றார் பதினெட்டாம் வசனத்தில் என்ன வாசிக்கணும் என்ன போதிப்பான் நேம் அவன் போதிப்பான் டீச் மெத்துசலா ஏனோ யாரை பெற்று எடுத்தாங்க மெத்துசலா இருபத்தி ஓராம் வசனத்தில் வாசிக்கிறோம் மெத்துசலோட மீனிங் என்ன இஸ் பிரிங் அவருடைய மரணம் இதை பிறப்பிக்கும் ரைட் அவருடைய மரணம் ஓகே அர்த்தம் மெதுசாலை யாரை பெற்றேடான் லாமேக் லாமேக்ோட மீனிங் என்ன டெஸ்பரிங் டெஸ்பரிங்னா நட்டோ ஆ விடைத்திருக்க சோந்து போய் இருக்கற அப்படி இருக்கற अंधகாரம் அத மீனிங் லாமெண்ட் புலம்புகிறது அழுகிறது கவளையூற்றுகிறது இதுதான் வந்து லாமேக்ோட மீனிங் அந்த வேர்டோட மீனிங் நேமோட மீனிங் லாமேக் நோவாவை பெற்றாம் வசதி என்னன்னு மீனிங் என்ன கம்ஃபர்ட் இந்த ஒவ்வொரு பேருடைய பார்க்கும்பொழுது மனிதனாக உருவெடுத்த ஆதம் Appointed for a mortal That's why he said to him What does he have to do with that? He has sorrow and sorrow But the blessed God shall come down Teaching is death Teaching is death shall bring down Despairing people comfort or rest இது யார் பண்ணுந்தே அழிவுக்குரிய ஒரு மனிதன் அவன் சார் இருக்கும்பொழுது பரலோகத்தில் இருக்க பரம தேவன் கீழி வந்து அவர் போதித்து தன்னுடைய மரணத்தின் மூலமாக துக்கத்தில் இருக்க மக்களுக்கு கம்ஃபர்டையும் தேடுதலையும் கொண்டு வந்தார் இதுதான் இந்த பத்து ஜென்ரேஷனுடைய மீனிங் இது யாருடைய சொல்ல இருக்கிறது what is the name that is the revelation of jesus hallelujah hallelujah the revelation of jesus adanalaga sila adangilila ninge vedathile iniki nare sabaiygal yen mari poiduchina literally varthil eduthukonna ana adukku pinna nile sila velippadigalai aandr veithirukkar manidhan kandupidikkirad iniki adu kadu marittaanga islam ve we going to study that in the later days உலக தோற்றத்துக்கு முன்பாக உருவாக்க சொல்ல வாழ்க்கையின ஒன்றிலும் இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் சொல்லலாம் என் வாழ்க்கையில் That is not your purpose. You have to know the purpose of the word. These are all byproducts. You have to have. You have to earn. You have to do this thing. But your purpose is to know the name of Jesus. Hallelujah. Hallelujah. Hallelujah. Because that is the name you are going to hear when you go down the earth. God is the name you are going to hear when you go to heaven that is the name that should be worship in this earth hallelujah amen hallelujah such is the powerful name of the name of jesus amen hallelujah hallelujah hallelujah adinala da silunga cheldren yes cheldunga vela yesu அவரு மூச்சாக சுவாசமாக அவர் எல்லாவற்றையும் அலாபமாக இருக்க விரும்புகிறார் ஆலோய்யா அவருடைய நாமத்தின் ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ளுதான் நம்ம வாழ்வின்னு மிக முக்கியமாக நோக்கமாக இருக்க வேண்டும் இந்த நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது